அளவற்ற அருளாடனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அவ்வாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ குசு பகனா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும் அன்பும் அன்புரும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கு உண்டாகுகளை தாய்மார்களே இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறாக கூடியது நபி மூசா அலி சலாத்து வலாம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இப்பொழுது நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம் ஆகவே பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் யாபியர்களும் சிறப்பாக இருந்து நபி மூஸ்ம அலி சலாத்து வல்லாம் அவங்களுடைய சரித்திர வரலாறினை சிறப்புற கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தோங்குகின்றோம் வல்லவன் கிருவை வாழ்ந்து வந்தாவத்தந்த அரசனுமே அவன் வாழ்ந்து வந்தான் மிசர் மாட்டிலே வரலாறு சிறப்பு படைத்த மிசர் நாட்டில் ஷகாவத் என்று சொல்லக்கூடிய அரசன் மிசர் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றான் ஆனால் அவன் யாருடைய ஒரு கிளையில் நின்றும் வந்தவனாக இருக்குமே ஆனார் நபி யூசுப் அலி சலாத்து அவர்களுடைய காலத்தில் மிசர் நாட்டை ஆட்சி புரிந்த என்று சொல்லக்கூடிய அரசனுடைய பாரம்பரியத்தில் என்று வந்தவன் இந்த ஷகாவத் என்று சொல்லக்கூடிய அரசன் அவன் மிசர் நாட்டிலே ரொம்ப சிறப்பான வாழ்ந்து வருகின்றார் அவன் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது தகப்பன் என்று சொல்லக்கூடிய அவன் வயது எழுபதுக்கு மேலாக அவனுக்கு ஆகிவிட்டது ஆனால் அவனுக்கு ஆண்டவன் நிறைய ஆடு மாடு வாகனங்களை கொடுத்திருந்தான் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மஷப் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் அன்று தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் காட்டுக்கு ஓட்டிச் சென்று அவன் ஆடுமைத்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவன் மேய்க்க கூடிய ஆடு ஒரு மெலிந்த மாடும் கிழட்டு மாடும் ஆகிய ஒரு மாடாக கூடியது கன்றொன்றியமான்றிடுமான் கண்டதுடன் மனமதியிலே அவன் நான் பகான் அல்ல அந்த ஆடு மாடு வாகனங்களை மெய்த்து கொண்டிருக்கும் போது அந்த மஷாபி என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய கண்ணுக்கு முன்னால அவன் மெய்த்த மாடுகளில் நின்றும் ஒரு கிழட்டு மாடு ஒரு கன்றை ஈன்றது இதை கண்டு அவனுடைய அழகான ஒரு கன்று குட்டி ஈன்று விட்டது நம்மளுக்கு இவ்வளவு வயசாகியும் நம்மளுக்கு ஆண்டவன் அவுலாதை கொடுக்கவில்லையே மக்களை கொடுக்கவில்லையே என்று அவன் மனம் அருந்தினான் அதே நேரத்தில் கன்ற ஈன்ற அந்த கிழட்டும் ஆடாக கூடியது அந்த மஷபை பார்த்து என்ன சொல்லுகின்றதையானால் மஷபே நீ மனதில் வருத்தம் கொள்ளாதே ஆண்டவனும் உனக்கு ஒரு மகனை தருவான் அவன் எப்பேர் கொத்தவனாக இருக்குமேயானால் அவன் எப்பேர் கொத்த ஒரு நிலையில் நிலையில் அவன் பிறப்பானேயானால் மகன் பிறப்பான கொடைய மகன் தீர்பான் உனக்குமாடு சொல்லுகின்ற யாரை பார்த்து அந்த மசபை பார்த்து சொல்லுகின்ற உனக்கும் ஆண்ட மகனை தருவான் அது எப்பேர் கொடுத்தவனாக இருக்குமே ஆனால் படைத்தனம் படைத்தவனாக உனக்கு ஒரு மகனை கொடுப்பான் அது மட்டுமல்ல அவன் ஜன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு அவன் தூணாயிருப்பான் அப்படி ஒரு மகன் உனக்கு பிறப்பான் என்று அந்த கேட்டு மாடு சொன்னதான் அப்படி சொன்னதில் நின்றும் அதுபோன்று அந்த மசாபு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியோடு போன்று அது போன்ற அந்த மசாபுடைய பெண்மணி இரண்டு பேர்களும் இன்புற்று வாழும் போது அந்த மாடு சொன்னது போன்று அந்த மசாபுடைய மனைவி அமல் ஒன்று தரித்திடுவாள் ரகுணாவும் இவ்விதமாக அந்த மசாபினுடைய மனைவி அமல் தரித்தாள் அமல் உண்டான உலகத்தை போன்று அந்த பெண்மணிக்கு ஒன்பது மாதம் ஒன்பது நாள் ஒன்பது நாளிக சென்றதின் பின்பு அது போன்ற அந்த என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பேருக்கோத்த மகனை பெற்றெடுத்தாளே ஆனால் அந்த கடமாடு சொல்லிச்சு அதே மாதிரி மூதேவித்தனம் படைத்த லனத்து படைத்த அதாவது தீய குணம் படைத்த அந்த என்று சொல்லக்கூடிய மகனை பெற்றெடுத்த அந்த என்று சொல்லக்கூடிய அந்த மகனை அந்த மூதேவித்தலம் படைத்த மகனை அந்த ரகுனா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பெற்றெடுத்தார் அப்படி பெற்றெடுத்து வளர்த்து வரும்போது அந்த மஷப் என்று சொல்லக்கூடியவர் அதன் பின்பு அந்த தாயாக கூடியதாக பேர் வைத்து அவரை ரொம்ப போற்றி ரொம்ப பிரியமாக வளர்த்து வரக்கூடிய நாளில் நாளொரு வண்ணமும் மேனியுமா வளர்ந்து வந்தான் அப்படி வளர்ந்து அவனுக்கு நல்ல ஒரு வயது அதாவது பிராயமும்க்குவமும் வந்த உடனே அந்த தாயாக கூடிய ஒரு தன் மகனைத்தான் என் நல்ல விதமான படிப்புகளை படிக்க வைக்க வேண்டும் என்று எல்லா படிப்புகளையும் படித்து கொடுத்து அதாவது சொந்தமான ஒரு தொழிலை பார்க்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி கட்சி வேலை செய்யக்கூடிய ஆசாரி மார்கிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அந்த மகனைத்தான் அந்த வேலையை படிக்க வைத்தான் அது போன்ற அந்த சொல்லக்கூடிய அதாவது ஆசாரி மார்க செய்யக்கூடிய அற்புதமான பணிகளை நல்ல முறையிலே அந்த பிரச்சானாக கூடியவன் அதை நல்ல முறையில் தான் படித்து வந்தான் படித்து அதனுடைய தேர்ச்சிகளையும் முடித்தான் அப்படி முடித்ததன் பின்பு ஆனால் அந்த பிரவன் இருக்கின்றானே அவனுடையுட்பத்தையும் அவன் தாய் ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த வேலையைத்தான் சரிவர போய் பார்க்க மாட்டான் சரிவர செய்ய மாட்டான் அப்படி நாளில் அந்த தாய்க்கு தன்னுடைய மகன் மீது ரொம்ப ஒரு கோபமும் மகன் மீது ரொம்ப ஆத்திரமும் அடைந்து சொல்லுவாள் மகனே இப்படி சுத்தி கொண்டு வருகின்றாயே நீ கற்ற தொழிலாமல்லவா செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும் என்பதாக சொன்ன உடனே இதை கேட்ட அந்த புறவனாக கூட சொல்லுகின்ற அம்மா அதெல்லாம் நீ எனக்கு சொல்லக்கூடாது கவலைப்படக்கூடாது எனக்குன்னு ஒரு நப்சு இருக்கு அதன்படி நான் நடந்து கொள்வேன் என்று அந்த துரணாக குணியாத மேலால் எப்பேர் சேராத ஒரு பழக்க வழக்கங்களை கையாளுகின்றனால் சேராதப்படி தீடுவான் கூடாத பல கொடுமை செய்தியிடுவன் அவனுடைய ஒரு வளர்ச்சி மோசமான ஒரு நிலையில அதாவது நல்ல நண்பர்களுடன் சேராமல் கூடாதவர்களோடு கூடு கட்டிந்து போகக்கூடிய வாலிபர்களோடு சூது விளையாடினான் அது மட்டுமில்லை அவர்களோடு சேர்ந்து கொடுமைகளும் இப்படி நாளுக்கு நாள் அவனுடைய கொடும் அதிகரித்து கொண்டே போகின்றது இதை பார்த்து சொல்லுகின்றான் மகனே இது என்னப்போ அந்நியமான ஒரு வேலை இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்குமா ஆகையினால் இதையெல்லாம் நீ விட்டு விடு என்று சொன்னால் ஒரு நாள் என்றது போன்று அவன் தானே சூது சென்று தான் உடித்திருக்க வேண்டிய விடுபடவை எல்லாத்தையும் எல்லாம் அடவுத்து விட்டான் தோத்து விட்டான் தோத்து விட்டு வீட்டுக்கு வந்ததன் தாய் தானே பார்த்து அட பாவி இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டியோசமான ஒரு நிலையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டா என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிற அம்மா நீ என்னை பற்றி நீ எந்த கவலையும் எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு எனக்குன்னு ஒரு மனம் இருக்கு நான் எப்படி வாழ்கிறத பத்தி எனக்கு தெரியும் என்பதாகத்தானே தாயை பார்த்து கடிந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த மிஸ் நாட்டை விட்ட வெளியூருக்குத்தானே ஓடிவிட்டான் யாரு புறவருக்கு ஓடினா அப்படி வெளியூருக்கு சென்றவன் ஒரு கடையில் தான் என்ன போய் நின்று அந்த கடையில் செய்யக்கூடிய சிப்பந்தி அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த விரோனாக கூடிய அவனோடு வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அவனுக்கும் தகராறு சண்டை ஏற்பட்டது அந்த சண்டையை எப்ப கிடைக்காதுன்னு சொல்லுங்க கடைக்கே ஆகாது வருகின்ற வருக தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகின்றான் அந்த உடனே தாயார் இடத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னதும் அந்த ஒரு திரகத்தை கொடுத்ததும் எப்பா நீய வச்சு நடந்து வேண்டுமானி காய்கள் காய்களை தானே பறித்து அதை கொண்டு வந்து அந்த நாட்டுடைய வீதியில் வைத்து விற்று விலை கூறி கொண்டு நேரத்தில் அந்த நாட்டை ஆடக்கூடிய சகாவத் ராஜாவுடைய சிப்பாய் அதாவது கடைகள் தோறும் பண்ணக்கூடியவர்கள் அப்படி வந்து அவர்கள் சேவகமார்கள் இந்த வியாபாரத்துக்கு இதுக்கு எவ்வளவு இவள் எவ்வளவு வரி வேண்டும் என்று அப்ப சொன்னாங்க இப்படி ரோடு ஓரங்களில் வைத்து நடமாடக்கூடிய பாதையில் வைத்து விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு திருகம் தர வேண்டும் என்று கேட்டாங்க அப்ப புராணம் சொன்னா நம்ம மொத்தத்திலேயே ஒரு திருகத்துக்குத்தான இந்த காய்கறியை நான் வைத்திருக்கின்ற அப்படி இருக்கும் போது நான் எப்படி தர என்று சொன்னதும் உடனே அந்த சேவகுமார்கள் அதை எல்லாம் அப்பிக்கொண்டு அவனை அடித்து விரட்டிவிட்டார்கள் இந்த புரோகனை அடித்து விரட்டிவிட்டார்கள் அப்படி விரண்டோடி அவனாக கூடியவன் தானே அங்க போய் இங்கு போய் இங்க போய் பார்த்தான் அவனுக்கு எதுவுமே பிழைப்பதற்கு ஒரு நாள் சேருகின்ற அப்பொழுது அந்த சுரவன் ஆகக்கூடியவன் எதுவுமே ஒரு நிலை தெரியாதபடி ஒரு மரத்தடியில் போய் தங்குகின்றான் அப்படி தங்கி அவன் கடைசியில் அவனுடைய மனதுக்கு என்ன தென்படுகின்றதே ஆனால் நாம் பிழைப்பதற்கு வேற வழி இல்லை இனி நாம் களவு செய்துதான் வாழ வேண்டும் என்று அந்த கூடியவன் அதுபோன்று அந்த நகரத்துக்குள் தானே வீடு வீடாகத்தானே சென்று அவன் களவு செய்கின்றதும் இதுபோன்று ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு இடத்தில் தானே சென்று களவு செய்யக்கூடிய நேரத்தில் கையும் களவுமாக அவனை பிடித்துக் பிடித்த உடனே பிராவினை பிடித்து அரசனுடைய முன்னிலையில் கொண்டு போய் அவனுக்கு தக்க தண்டனையாக சிறையில் அடைத்திடுவான் சண்டாளையும் அடைத்தையும் கொல்லாதான் அங்கு பிடித்துமே அடைத்திடுவான் அரு பிடித்து சிறையில் அடைத்தார்கள் இப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புறாவன் அதாவது அவனுடைய நிலையை கண்டு அவனை ஒரு நாள் அவனை விடுதலை செய்கின்றார்கள் அப்படி விடுதலை செய்யப்பட்ட புறாவன் வெளியே வருகின்றான் அப்படி வெளியே வரக்கூடிய நேரத்தில் அதாவது அந்த ஊரை சார்ந்த ஒரு பெரிய வர்த்தகருடைய வியாபாரியினுடைய ஒரு குதிரையாக கூடிய கடிவாளங்களை எல்லாம் நிலை தடுமாறி தெரு வீதிகளில் தானே விரண்டு ஓடி வரக்கூடிய காட்சியைத்தானே கண்ட ஜனங்கள் எல்லாம் பதறி போது இந்த விரவனாக கூடியவன் வரவேண்டி அந்த பயங்கரமான குதிரையை தானே பார்த்த அவன் ரொம்ப திடமும் தடகாத்திரமும் நல்ல ஒரு வீரமும் பொருந்தி வரக்கூடிய கோபத்துடன் அந்த விரண்டு வந்த குதிரையை தான் அடக்கிடுவான் கடிவாளத்தை மாட்டிடுவான் அந்த குதிரையை தான் நிறுத்திடுவான் மாட்டிடுவான் அந்த விரண்டுதிரை பார்த்து ஒரு பாச்சலாகத்தான குதிரையின் மீது பாய்ந்து கடிவாளத்தை மாட்டி அப்படியே என்பதாக அந்த குதிரையை சுற்றினான் குதிரையை அடக்கி கட்டிவிட்டான் அப்பொழுது அந்த குதிரைக்கு சொந்தக்காரனான அந்த பணம் பிடித்த செல்லும் பிடைத்த அந்த வியாபாரி வர்த்தகன் பார்த்தான் கெட்டிக்காரன் ரொம்ப வீரமுடையவன் பலசாலி என்பதாக அடைந்து அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்று குதிரைக்கு வேலைக்காரனாக அந்த குதிரையை நாய்க்கக்கூடியவனாக அதுக்கு அதாவது குதிரையை பாதுகாக்கக்கூடியவனாக அவனை வைத்துக் கொண்டார் இப்படி சிலது நாள் அந்த குதிரையைத்தான் வைத்து பாதுகாத்து வரும்போது அத்தனை சொத்துக்கும் அவ்வளவு செல்வத்துக்கும் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வர்த்தகன் அந்த வியாபாரிக்கு குழந்தை இல்ல மக்கள் இல்லை மனக்குறை அப்படி இருக்கும் போது பாருங்க இந்த குதிரையினுடைய சொந்தக்காரன் அந்த பெரிய வர்த்தகன் அவன் வயது முதிர்ந்தவனான காரணத்தை கொண்டும் அவனுக்கு அல்லாவுடைய அஜலும் வந்துவிட்ட காரணத்தை கொண்டும் அவன் அல்லாவுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டான் இந்த முதலாளி அந்த வர்த்தகன் இறந்து விட்டான் வீட்டுக்கு சென்று பொருள் அவனுடைய சென்றதும் தாயாரைத்தானே பார்த்தது எம்மா நான் எக்கசக்கமான முறையில ஆஹ் பொண்ணும் பொருளையும் கொண்டு வந்திருக்கிறம்மா என்று சொன்ன உடனே இதை பார்த்த அந்த தாய் பார்த்தாங்க எங்கேயோ போய் நம்ம மகிழ்ச்சி என்று சொல்லி அவன் ம வருத்தவர்கள இருக்கும்போது அந்த பிறவனாக கூடிய செல்வங்களையும் புன்பொருளையும் கொண்டு வந்து நல்ல முறையில் வச்சு பாதுகாக்கவில்லை அவன் என்ன செய்ய கட்டப்பட்டுக்கும் செலவழிச்சான் இப்படி அவன் கொண்டு வந்த பொன் பொருள் அனைத்தையும் தான் தோத்து விட்டான் அனைத்தையும் தான் செலவழித்து விட்டான் அவன் கையில வேற எந்த விதமாவுடைய பொருள் நிலைக்கு வந்துட்டான் அவன் கையில எந்த விதமாவுடைய பொண்ணு இல்ல பொருள் இல்ல இந்த நிலையில் என்ன செய்வது என்பதாக அந்த புறாவன் ஒரு முடிவுக்கு வருகின்றான் வேற வழியே இல்லையே எப்படி நாம் பிழைக்க போகிறோம் என்பதாக அந்த ஊரில் மையத்துகளை அடக்கக்கூடிய மையத்தான் கொள்ளைக்கு வந்து சேர்ந்தான் மையவாடிக்கு அதாவது தமிழ்ல சொன்ன சுடுகாடு மக்களை அடக்க கூடிய அந்த இடுகாட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்படி இடுகாட்டுல வந்து அவனுக்காக ஒரு கரையும் தானே போட்டு ஒரு கூடாரத்தை அமைத்தாங்க தங்கி இருக்கும் போது மைய அதாவது ஊர்ல யார் இறந்து விட்டார்களையான்னா அவர்களை கொண்டு வந்து அடக்கக்கூடியவர்களுக்கு பணம் வசூலிக்கிறது சேகரித்து சேகரித்து எக்க சர்க்கமான பொருள்கள் கிடைத்து விட்டது அப்படி கிடைத்ததன் பின்பு ஒரு அன்று அந்த அரசனுடைய மகள் ஒரு பெண்மணி இறந்து விட்டார்கள் அதுக்கு போகல அடக்கு கொண்டு வந்த மைய கொண்டு வந்ததும் சுரேவனுடைய ஆட்கள் போய் கேட்டாங்க அதாவது இந்த மையத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னா வேண்டும் உடனே என்பதாக சொன்னாங்க இதை கேட்ட அந்த வந்தவர்கள் எல்லாம் இதை போய் சகாவத்து ராஜாட்ட சொன்னாங்க அதாவது உங்களுடைய மகளையும் அடக்கிறதுக்கு பணம் வசூலிக்கிறாங்கள ால இது எப்படி செய்வது என்று சொன்ன உடனே வசூலிக்கிறார்கள் என்று கேட்டதும் கூட்டத்தார்களையும் தானே பிடித்துக் கொண்டு போய் அரசு முன்பதாகத்தான் நிறுத்தியதும் அந்த சகாவத் அரசன் கேட்கும் தான் இப்படி இந்த விதமான முறையில் பண வசூலிக்க சொன்னது புக்கும் கொடுத்தார்கள் என்று சொல்லும் போது அந்த பிரல்லுகின்றான் அரசர் அவர்களை எனக்கு பிழைப்பதற்கு வழியும் இல்லை ஆக என்னால நான் பிடிப்பதற்காக இந்த மாதிரி வருகின்றேன் என்று அந்த வேலையை செய்ததுனால உங்களை சும்மா விட மாட்டேன் என்று அவர்களைத்தான் அழைத்து இந்த பிராவினை அவனுடைய கூட்டத்தார்களையும் கொன்று போடும்படி தண்டனைகள் வீதி சகாவத்து அரசனவன் அரச அவன்னை அதை பார்த்தான் பீது ஆனும் அவன் மனதீ பாதரிடுவான் மனதீபாதரி அவன் மனித இதை கேட்டதும் அந்த அரசர் அவர்களே என்ன கொண்டு குவித்து வச்சிருக்கேன் அது போல உடனே தான் ஓடி சென்று சேர்த்து வைத்திருந்த காசு பணங்களை சகாவத் ராஜா பார்த்து பைசா கொண்டு வந்துருக்க என்று சொல்லி உடனே அந்த கூடிய வெட்டக்கூடிய ஹத்தல் பண்ணக்கூடிய ஹுக்குமில் என்று தப்பித்துக் கொண்டாடு விடுதலை கொடுத்த கொடுத்ததாக நினைத்து மீண்டும் கூப்பிட்டு தொழிலே பாரு என்பதாக சொன்ன போன்று அந்த புறக்கூடியவன் அந்த இடத்திற்கு தானே வந்து அதாவது அது போன்றுதானே அரசருடைய கட்டளைப்படி அந்த ஹுக்குமைத்தான குடியானவர்களுக்கு அம்பது இப்படி பசுல் பண்ண செக்கமா வருமான ஆனா இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே ஊர்புறம் பரவிச்சு உடனே அரசட்டு சொன்னாங்க இப்படி நம்ம ஊர்ல ஒரு இழிவான ஒரு வேலையை செஞ்சா மற்ற அரசர்கள் தான் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க நினைப்பார்கள் அல்லவா என்பதாக சொன்ன உடனே மீண்டும் அந்த வேலைகளைத்தானே விட்டு நீக்கி சுரவனைத்தானே அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி அழைத்து அவன் ரொம்ப வேலை இல்லாம இருக்கும் ஒரு நாள் அன்று சகாவத் ராஜா இடத்துல வந்து முறையிடுகின்றான் அரசரே என்னுடைய பாட்டம் பூட்டம் தான் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய அரண்மனையில காவக்காரனா இருந்தாங்க வகையாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருப்பதனால இவங்க நம்மள நமக்கு காவலாக நமக்கு மெய்காப்பாளனாக வைத்துக் கொள்வோம் என்று கூட்டத்தார் அது போன்று அமர்த்தி அது மட்டுமல்ல இந்த ஊருக்கள் காவல் இரவு நேரங்களில் காவல் புரிய வேண்டும் அப்படி காவல் புரியக்கூடிய நேரத்தில் யாராக வந்தார்களே அவர்களை வெட்டிவிட வேண்டும் என்று சகாவத் ராஜ சொன்ன சொன்னது போன்று அதே மாதிரி தான் வேலைகளை செய்து வரும்போது ஒரு நாள் அன்று ராஜா படுத்திருக்க கூடிய நேரத்தில் கனவுன்றி கண்டிடுவாங்க அரசனான சஹாவத்து மீண்ட அரசனானு பயங்கர கனவு ஒன்றி கண்டான அரசன் அவன் பயங்கர அந்த சகாவத்ஜா படுத்து நித்திரையாக கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கரமான கனவு கண்டான் என்ன கனவு அவருடைய மூக்கின் வழி மூக்கின் மேல் நின்றும் ஒரு பயங்கரமான ஒரு கரும் வெளியாகி அதற்கு நாலு கொடுக்குகளோடு அவனை பார்த்து சொல்லுகின்றது அடிக்கட்டா முழு கட்டான் இதை பார்த்த உடனே அந்த பதவி திடுக்கிட்டு உடனே தானே முடித்து அவனுடைய நுஜும்களைத்தானே அழைத்தான் சொன்னக்காரர்கள் பார்க்கக்கூடியவர்கள் இது போன்ற அழைத்து கண்டது சொன்னார் இந்த நான்கன்கே பொருளை சொல்லு என்பதாக என்னை கட்டளை மீண்டும் அந்த கருந்தே சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டது பொருள் என்ன கேட்டான் அப்படி கேட்கும் போது அந்த சஹாவத் ராஜாவுக்கு அந்த சொல்லுகின்றார்கள் கைக்கு போக போகின்றது ஆகையினால உன்னுடைய காலம் முடிய போகிறது இதுதான் நீ கண்ட கணவனுடைய பொருள் பொருள் என்பதாக சொன்னான் சொன்னவுடனே கேட்ட அந்த சஹாவத் ராஜாவுக்கு ஒன்னும் ஓடல அரசண நம்மளுக்குவன் ஊனின்றி உறக்கமின்றி நிப்பின்றி நிலைப்பின்றி அவன் தான் நாளுக்கு நாள் ரொம்ப மெலிந்து அலிந்து கொண்டிருக்கின்றான் அப்படி இரு அப்படி இருக்கின்ற அந்த சகாவத்தரசன் ஒரு நாள் அவன் மனதிலே நிம்மதி ஏற்படாதபடி இந்த கருத்த கம்பியும் அவன் தான் வர வேண்டிய நேரத்தில் பிரளவராக கூடிய இடத்திலே அவனும் அவனுடைய கூட்டாளிகளுமாகத்தான் தனித்திருக்கும் போது இந்த சகாவத்தன் அரசன் வரக்கூடிய காட்சியை தான் கண்டு அவனை பார்த்து சொல்லுகின்றார்கள் யார் போறது என்பதாக கொள் கொடுத்ததும் ஷகாவத் அரசன் சொல்லுகின்றான் நான் தான் சகாவத்தரசன் என்பதாக இதை சொல்லுகின்றார்கள் அவனும் தான் என் கேட்டு ஓடி வந்து அரசனைத்தான் அரசன் என்று சொல்லியும் அரசன் பாராதபடி புறவனுடைய ஆட்கள் பிறவனுடைய முன்பதாகத்தான் அந்த சகாவத் அரசனுடைய அந்த புறவனுடைய ஆட்களாக கூடிய போய்விட்டதும் நீ யார் என்று அப்பொழுது அவன் சொல்லுகின்றான் சகாவத்தரசன் என்று அதை நம்பாதபடி புறவனாக கூடியவன் அவனுடைய உடைவாளைத்தானே உரிவி சகாவத்தரசனை தான் இரண்டு துண்டாகத்தான் இருந்துவிட்டு அதுக்கு அப்புறமாக பார்க்கும் போது அரசனுடைய உடையும் அவனுடைய நிலையம் தான் கண்ட புறவனாக கூடியவனாக நாம் சகாவத் அரசனையே ஒன்றுவிட்டோமே என்பதாக கூட்டத்தார்களுமாகத்தான் இந்த இடத்தை விட்டு எங்கே வருகின்றார்களே ஆனால் அரமனைக்கு வந்துடுவான் கொல்லாத பெருகனுமே வந்துவிடுவான் கொல்லாதே அரசனு வந்து அமர்ந்தாங்க ஷகாவத் அரசனுடைய அரண்மனைக்கு வந்து அவனுடைய அரியாசனத்திலே வந்து அமர்ந்ததும் அந்த கோட்டையில் உள்ள ஜனங்கள் சிப்பாய்மார்கள் மற்றவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் திடீரன்பதாக வருகின்றானே என்றாலும் அவன் மீது யாருக்கும் எந்தவித சந்தேகம் இல்லை காரணம் அவன் அரசனுடைய மெய்காப்பாளராக இருந்ததுனால எது முக்கியமான வேலையாக வந்திருக்கக்கூடும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க புறவன் அரசனுடைய அரியாசனத்திலே போய் அமர்ந்து கிரீடத்தை தூக்கி தரையிலே வைத்துக் கொண்டு இனி நான் தான் இந்த ஊருக்கு மிசர் நாட்டுக்கு அரசனாக இருப்பேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்று சில பேர்கள் அந்த புறாவனைத்தான் கொள்வதற்காக அவன் மீது கோபமடைந்து எதிர்க்கக்கூடிய நேரத்தில் புறாவனாக அரசனுடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து பொன் பொருட்களைத்தான் அள்ளி வந்தவர்களுக்கெல்லாம் வழங்கிடுவார்ந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு வந்தது அறிவாரையும் பார்த்து சிந்தையும் மகிழ்ந்திடுவாங்க நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் ஒரு தர்மமும் அவன் செய்யையும் அவன்பொருள்களை எல்லாம் நம்ம நாட்டுக்கு போற்றி புகழ்ந்தவர்களாக தன்னுடைய அந்த நாட்டு மக்களை எல்லாம் தன் கை வசப்படுத்தி கொண்டு நாட்டுக்கு அரசனாக ஏற்படுத்தி அரசனாக அமர்ந்துவிட்டார் அந்த நாட்டிற்கு மன்னராக அமர்ந்துவிட்டான் இதை பார்த்த அந்த நாடு நகரத்தில் உள்ள எல்பர்களும் தான் எப்ரானையும் அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள் இவ்விதமாக அதிபதியாக அரசனாக இருந்து வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் பிரச்சனை அரமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணி சொல்லுகின்றார் அதாவது அரசன்வர்களேருடையவருடைய மகள் ஆசியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரொம்ப அழகானவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள் நல்ல குணமுடையவர்கள் நல்ல பண்புடைய பண்புடையவர்கள் அப்பேர் கொட்ட ஒரு அழகான பெண்ண நாங்கள் இதுவரைக்கும் எங்கே நாங்கள் காணவில்லை ஆகையினார் உங்களுக்கு ஒரு பொருத்தமான பெண் என்று சொல்ல இதை கேட்ட அந்த சொல்லுகின்றான்னுப்படி தகப்படைய மகள் அந்த ஆசியா என்று சொல்லக்கூடிய பெண்ணை நீர் நல்ல சீனத்தாக்கி அழகாக்கி நல்ல உடுப்புகளைத்தான் அணிய செய்து உன்னுடைய மகளை அழகுபடுத்தி என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கட்டளை இடைக்காட்டி பெரியவரும் மனதில் வருத்தங்கள் கொண்டிடுவான் அதுக்காட்டு மனதில் வேதனை சொல்லுகின்றார்கள் என்னுடைய மகள் உனக்கு ஒரு உகந்தவர்கள் அல்ல நீ நினைப்பது போன்று அந்த பெண்மணி உனக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதாக சொன்னதும் அதை கேட்ட அந்த தகுதியா தகுதி இல்லையா என்பதை பற்றி நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஆகையினால அந்த பெண்ணை நீங்கள் என்னுடைய இடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ரொம்ப கோபமாக கட்டளையிட்டான் அவனோ நாட்டுக்கு அரசன் அதனையும் பெரிய அதாவது கொடூரக்காரன் கொடுமையாளன் கோபக்காரன் எது வீட்டுக்கு விரைந்து சென்று அன்பு மகளைத்தான் அழைத்து சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை கண்மணியான மகளே ஆசியாவே உன்னை சீனத்தாக்கி அழகாக்கி உன்னுக்கு உயர்ந்த உடுப்புகளை உடுத்தி ஒரு இடத்துக்கு உன்னே அனுப்பும்படியாக சொல்லி இருக்கின்றானே அம்மா கட்டளை வந்த ஆனால் அதே நேரத்தில் அவனோ காபரானவன் ரொம்ப கொடுமையானவன் அப்பேர் கொட்ட அநியாயக்காரனுக்கு என்னை மனைவியாக நீங்கள் அனுப்புவதற்கு ஒப்புக் கொண்டு ஒரு ஏழையான ஒரு அதாவது ரொம்ப ஒரு பாவமான் ஒரு மூமியனுக்கு என்னை கல்யாணம் முடித்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்வே என்னை போகின்றீர்களே என்று நான் வேதனை அது மட்டுமல்ல ஆனால் அதே நேரத்தில் நான் இதை மறுத்தாலோ கொடுக்க முடியாது சொன்னாலோ அவன் பெரிய கொடுமைக்காரன் அநியாயக்காரன் அதனால நம்முடைய குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் அம்மா ஆகையனால நீங்கள் இதற்கு எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது சம்மதிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகளுடைய சம்மதத்தை தானே தெரிந்து என்னுடைய மகள் அதாவது உன்னுடைய விருப்பப்படி சம்மதமாய் உனக்கு வாக்கப்பட வேண்டுமானால் மகர் கொடுக்க வேண்டும் மகர் கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய மார்க்கத்தில் உண்டான ஒரு சட்டம் என்று சொன்னதை இதை கேட்டு அந்த புறவன் சொல்லுகின்றான் பெரியோரே மகர் கொடுப்பதோ அல்லது அந்த பெண்ணுக்கு வேண்டிய பொன்பொருளை கொடுப்பதோ அது என்னைப் பொறுத்த விஷயம் ால எனக்கு பொ அந்த வைத்துக்கொள்வேன் வீட்டுக்கு அனுப்பி வைத்து அனுப்பி என்று கோபமாக கட்டளை வீட்டுக்கு வந்து ஆசியா உம்மா விரும்ப அழகாக்கி சீனத்தாக்கி அவர்களைத்தான் அழைத்துக் கொண்டு பிறைய அரமணைக்கு சென்றதும் அந்த அவன் சிம்மாசனத்தில் இருக்கின்ற அவன் ஆசியா உமாவுடைய அழகையும் ஒழிவியின் தெளிவையும் கண்டவன் அப்படியும் மதிமயங்கி மெய் மறந்து அவர் சிம்மாசனத்தை விட்டு கீழறங்கி ஆசியாவுடைய முன்பதாக எதிர் சென்று வந்துடுவார் திரு எதிர் சென்று அழைத்திடுவான் திரு சென்று அழைத்திடுவார் திரு ஆசியாவின் அழகை பார்த்த அவன் தாந்த தாக ஆசியா அம்மாவுடைய முன்பதாகத்தானே சென்று அவங்களுடைய பேரழகை கண்டு நம்ப மனதிலே சந்தோஷம் ஏற்படுத்தி அவளை அழைத்துக் கொண்டு வந்து அவனுடைய அந்த புறத்திலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு வேண்டுமான பொன்பொருள்களையும் வேண்டுமான ஆபரணங்களையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி வைத்தாராம் அவருடைய தாயிரியர்களுக்கு ஆகவே இப்படியாக கூடிய ஆசியா அம்மாவைத்தான் இமைத்து பாதுகாத்து வரும்போது ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசியாவுடைய பேரழகை கண்டு மயங்கி அந்த ஆசியா உம்மாவுடைய தனித்திற்கு இருக்கின்ற அவங்களுடைய அவங்களுடைய அரண்மனைக்கு சென்று அவர்களோடு அவன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆசித்து செல்வானே ஆனால் அல்லா ஜல்லஷான ஆண்டோனுடைய கிருபியை கொண்டும் அவனுடைய ஒரு நிலையை கொண்டும் அங்கே எப்பேரு கோற்ற நிலைமை ஏற்படுமையானால் ஆசியா உம்மாவர்களை அவனுடைய கை கொண்டு தீண்ட முடியாது அது மட்டுமல்ல அவன் குடும்ப வாழ்க்கையில் அவன் அதாவது மனதிலே நினைத்து அவர்களோடு வாழ வேண்டும் என்பதாக அவங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்றார் அந்த புறத்திற்கு சென்றார் அவனுடைய கைகால்கள் எல்லாம் சோர்ந்து தளர்ச்சியாகிவிடும் அவனுக்கு ஆண்மை இல்லாத முறையிலே இந்த நிலைக்கு அவன் ஆளாக்கப்படுகின்றான் இது அல்லாவுடைய ஒரு கட்டட அல்லாவுடைய ஒரு ஏற்பாடு ஆகையினால் ஆசியாவுமாவே அவன் தீண்டவே முடியாது இந்த நிலையில ஆனாலும் அவனுடைய மனதிருப்தி என்னவென்றால் ஆசியாவுடைய பேரழகை பார்த்து பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் மன இப்படி அந்த புறவனுடைய வாழ்க்கையை நடந்து வருகின்றது அப்படி வரவேண்டிய காலத்தில் ஆனால் அதே நேரத்தில் இந்த புரகனுடைய கூட்டத்தார்கள் அவனுடைய கிளைகளுக்கு கிபித்திகள் ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரு எதிரியாக வரக்கூடிய நபி மூசா அலை சலாத்து அவங்களுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ராயல்கள் என்றும் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது ஆனால் பனி இஸ்ராயல்கள் என்று சொன்னால் இந்த கிருப்திகளுக்கெல்லாம் அவங்களுடைய வீட்டுகளில் வீட்டு வேலை செய்வதும் அதாவது ஆடு மாடுகளை மெய்ப்பதும் காடுகளில் வேலை செய்வதும் தண்ணீர் அழைப்பதும் விறகு வெட்டுவதும் இதுபோன்று உள்ளான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பணி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் கூலிக்காரர்களாக வைத்து ரொம்ப கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இந்த கூட்டத்தார்கள் அந்த கிபித்தி கூட்டத்தை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் ஆனால் இந்த பனி இஸ்ராயல்களுடைய கூட்டத்தில் ரொம்ப கொடுமையும் நாளுக்கு நாள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமும் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது இந்த நிலையிலே பனி இஸ்ராயல்களாக கூடியவர்கள் அந்த பனி இஸ்ராயலுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த சார்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப மனதிலே கஷ்டப்பட்டவர்களாக வேதனை வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் ஆனால் இந்த பிரனாக கூடியவன் கூட்டத்தில்ும் நபி மூசி சலாத் அவங்க தகப்பனார் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களை அந்த அவன் தானே அனைத்து வரும் படியாக உத்தரவு கொடுக்கின்றான் அதுபோன்று அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்கள் இம்ரான் யாராக இருக்குமே ஆனால் நபி மூசா அலி சலாத்து அவங்களுடைய தகப்பனாராக இருக்கும் ஆனா அவங்களுடைய பாரம்பரியம் நபி யூசுப் அலி சலாத் இப்ராஹிம் நபியினுடைய இருக்கும் அப்படி அந்த இப்ராஹிம் நபியினுடைய வம்சத்தை தொட்டு வந்த அதான் நபி யூசுப் அலி அவங்களுடைய மக்களில் அவங்களுடைய வம்சத்தில் நின்று வந்த அந்த பனீஸ் கிளையில் உண்டான இந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர் அந்த இம்ரான் தன்னுடைய அதாவது கூட்டத்தார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கக்கூடியதை பார்த்த அந்த நினைக்கின்றான் கூட்டத்தார்களுக்கு ரொம்ப கொடுமையும் ரொம்ப அநியாயம் செய்துவிட்டோம் ஆகையினால அதற்கு பகரமாக அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களை நம்முடைய அருகாமையிலே அழைத்து அவருக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று இம்ரானை அழைத்தும்படியாக செய்து சொல்லுகின்றான் ஓ இம்ரான் அவர்களே நீங்கள் என்னுடைய அரமனையில் என்னுடைய அருகாமையில் எனக்கு பாதுகாப்பாக எந்த நேரம் இருக்க வேண்டும் என்று உத்தரவு தான் கொடுத்தான் தான் என் கட்டளையை ஏற்க வேண்டும் ான் இம்ரான் என் அருகிலே நீங்க இருக்கணும் என்னுடைய கட்டளையை இத்த கட்டளை நீங்கள் செய்ய வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த பிரவன் சொல்லுகின்றான் கேட்ட இம்ரான் அவர்களும் சந்தோஷப்பட்டு உன்னுடைய ஆணையின்படி நான் உனக்கு பணி செய்கிறேன் வேலை செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார்கள் இந்த விதமாக இம்ரான் ஆகக்கூடிய அந்த பிரவனுடைய அருகாமையில் இருந்து அவர்களுக்கு தான் இப்பணி செய்து கொண்டு வருகின்றார்கள் இந்த விதமாகத்தான் அவர்கள் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் ஒரு நாள் அந்த பிரவனாக கூடியவன் அவனுடைய அரண்மனையிலே நித்திரையாயிருக்கும் போது அந்த கொல்லாத திருகுனு மேத்திரையாயிருக்கும் போது நந்த கொல்லாதே காண ஒன்றி கண்டிடுவான் காண ஒன்றிவா கொடியோரான விரிவுனு இந்த சுராக ஒரு நாள் அவனுடைய அரமனையில நித்திரியாகி சிம்மாசனத்தில் அரியாசனத்தில் அதாவது அவன் அமர்ந்திருக்கின்ற அந்த சுராகும் ஒரு நாள் அவனுடைய வீட்டில் அவனுடைய பஞ்ச நமத்தியில படுத்து நித்திரியாகி கொண்டிருக்கும் போது அவன் ஒரு கனவு காணுகின்றான் என்ன கனவு காணுகின்றான் பயங்கரமோடைய ஒரு கனவுல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் நின்றும் அந்த பள்ளியில் நின்றும் ஒரு பயங்கர நெருப்பாக கூடியது அவனுடைய கண்ணுக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றது அந்த வந்த நெருப்பாக கூடியது அவனுடைய கிளையார்கள் அந்த கிபித்தி கூட்டத்தார்களையும் அவனுடைய வீடு வாசல்களையும் அரமனைகளையும் பயங்கரமான தீப்பற்றித்தான் எரிந்து அழிந்து போகும்படியாக கண்ணால கண்டிவான் திருவரும் அந்த பொல்லாத கனவை கண்டு திருவனுமே கனவை கண்டு